ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீவின் ஆப் இந்த ஆப் மூலிமா நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அதை எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தந்துருப்பேன் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்தீங்கனாக்கா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரீசார்ஜ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட்டை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டுக்கு இந்த பாசிட்டிவ் பேர்டின் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கனாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு என்ன கலர் வரும்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டு வந்துருக்கு க்ரீன் வந்துருக்கு திருப்பி ரெட் வந்துருக்கு இந்த இடத்துல வந்து நைன் த்ரீ வந்து என்ன கலர் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரெடிட் பண்ணி அதில் வந்து பெட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அமௌண்ட் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்துச்சு இப்போ நீங்கள் க்ரீனுன்னு பெட் பண்ணியிருந்தீங்கனாக்கா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நீங்கள் பத்து ரூபா கட்டியிருந்தீங்கனாக்கா அது இருபது ரூபாவும் வந்திருக்கும் அப்படியே மணி வந்து டபுள் ஆகிருக்கும் இதுதான் இதோட கான்செப்டுங்க ஓகேங்களா